போன பெருக்கல் வரிசை ஜோடி பற்றி அந்த கருத்துக்கள் தொடர்பான பயிற்சி கணக்குகளை உறுப்புகள் இருக்கு பிங்கிற கணத்தில் ஒன்று மைனஸ் நாலு என்ற இரண்டு உறுப்புகள் இருக்கு கவனிங்க கணம் A 2-2 3 மூன்று B 1-4 மைனஸ் பெருக்கல் கார்டிஷியன் பெருக்கள் கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் பி ஈக்வல் A cross ஏ B பாருங்க First பாருங்கள் கணம் ஏல ஃபஸ்ட்டு உறுப்பு என்னன்னு பாருங்கள் 2 இந்த ரெண்டை எடுத்துட்டு கணம் பியில் இருக்கிற இரண்டு உறுப்புகளோடு நாம் வரிசை ஜோடியா எழுதணும் 2,1 கமா ஒன்று ரெண்டு கமா மைனஸ் நாலு அடுத்தது கணம் ஏல இரண்டாவது உறுப்பு மைனஸ் ரெண்டு ஸோ மைனஸ் கணம் A யில் இருக்கிற உறுப்புகளையும் B யில் இருக்கிற உறுப்புகளையும் இப்படி எழுதிக்குங்க நீங்க எழுத விடைய கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கணம் ஏயில் இருக்கிற ஒரு எண்ணை எடுத்து பி யில் இருக்கிற உறுப்புகளோட வரிசை ஜோடிகளாக எழுதணும் அடுத்தது A ஏயில் இரண்டாவது உறுப்பை எடுத்து மறுபடியும் வரிசை ஜோடிகளாக எழுதணும் அடுத்து மூன்றாவது உறுப்பு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு கணம் ஏயில் இருக்கிற உறுப்புகளையும் பி யில் இருக்கிற உறுப்புகளோட சாத்தியமான வரிசை ஜோடிகளின் தொகுப்பு தான் ஆர்டிஷன் பெருக்கள் ஏ கிராஸ் ஏ கணம் ஏ கணம் ஏ கூட குறுக்கு பெருக்கள் கண்டுபிடிக்கணும் கணம் ஏ மூன்று உறுப்புகள் இருக்கு முதல் உறுப்பு இரண்டு இந்த இரண்டுங்கிற எண்ணோட ஏங்கிற கணத்தில் இருக்கிற இந்த மூன்று உறுப்புகளையும் நாம் ஜோடி சேர்த்தணும் பாருங்க ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு ரெண்டு கமார் 2,3, உறுப்புடிகளை 2, ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு மைனஸ் 2, கமா மூன்று அடுத்து என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்கிற கணத்தில் இருக்கிற மூன்றாவது உறுப்பு மூன்று மூன்றை எடுத்துக்கிட்டு இந்த மூன்று உறுப்புகளோடையும் நாம் ஜோடி சேர்த்தி எழுதணும் இரண்டு மூணு கமா மூணு குறுக்கு பெருக்கல்ல விடையை எழுத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த படங்களை பயன்படுத்தி போடலாம் டைரெக்டாக எனக்கு போட தெரியும் அப்படிங்கிறவங்களாம் டைரெக்டாக ஆன்சரை எழுதிடலாம் பி கிராஸ் ஏ கணம் பியில் ஒன்று மைனஸ் நாலு அடுத்து கணம் ஏ 2, மைனஸ் ரெண்டு மூன்று ஃபஸ்ட்டு கணம் பியில் முதல் உறுப்பு ஒன்று பாருங்கள் ஒன்று கமா இரண்டு ஒன்று அடுத்து மைனஸ் நான்கு கமா இரண்டு மைனஸ் நான்கு கமா மைனஸ் குறுக்கு பெருக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் செகண்ட் சம் a b pq a பிக்யூ ஏயில் இருக்கிற உறுப்புகளும் பியில் இருக்கிற உறுப்புகளும் சமமாக இருக்குது கவனிங்க ஏ க்ராஸ் பி இரண்டு கணத்திலேயுமே ஒரே மாதிரியான உறுப்புகள் பாருங்கள் கணம் ஏ பிக் க்யூ கணம் பி பிக்யூ முதல்ல பீங்கிற உறுப்போட இந்த இரண்டு உறுப்புகளையும் வரிசை ஜோடிகளாக எழுதணும் பீக்கமாப்பி பீகமாக அடுத்தது கியூகமாப்பி க்யூகமாக நெக்ஸ்ட்டு A கிராஸ் A, அதே உறுப்புகள் தான் ஏ கிராஸ்பிக்கு என்ன விடை எழுதணுமோ அதே விடை A ஏ A ஏக்கும் ஏன்னால் உறுப்புகள் சமமாக இருக்கு இருக்குது பிக்ராஸ் ஏ பிகமாக கிராஸ் விடை அதே விடை மூன்று விடைகளும் ஏனெனில் ஏ மற்றும் பி என்ற கணங்களின் உறுப்புகள் சமம் இரண்டு கணத்தில் உள்ள உறுப்புகள் சமமாக இருந்தால் ஏ கிராஸ் பி சமம் பி கிராஸ் ஏ போன பதிவு ஒரு குறிப்பில் நம்ம இதை பார்த்திருக்கோம் அடுத்து கணம் ஏ எம்கமா என் கணம் பி வெற்றுக்கணம் கவனிங்க ஒரு கணத்தில் உறுப்புகள் இருக்குது இன்னொரு கணம் வெற்றுக்கணமாக இருந்தால் A கிராஸ் பி சமம் வெற்றுக்கணம்னு போன பதிவில் பார்த்தோம் அடுத்து ஏ கிராஸ் இ ஏ எம்கமா N ஏ எம்கமா என் பாருங்க ஃபஸ்ட்டு எம்ங்கிற உறுப்பை எடுத்துகிட்டு எம்கமா எம் எம்கமா என் அடுத்து என் உறுப்பெடுத்துட்டு என் கமா எம் என் கமா என் நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ பி வெற்று கணம் ஸோ குறுக்குப் பிறக்கல் விடை வெற்றுக்கணம் ரெண்டாவது கணக்கு கணம் a 1, 2, 3 கணம் b x என்பது பத்தைவிட சிறிய பகாயின் பகாயன்னா என்ன ஒன்றாலும் தன்னாலும் தன்னாலும்பக்கூடிய எண்கள் பகா எண்கள் பத்தைவிட சிறிய எண்கள்னா பாருங்க ஏ ஒன்று A மூன்று பி B மூன்று A ஒன்று இரண்டு மூன்று கணம் B 2 3 5 7 ஸ்டு ஸ்டெப் என்ன முதல் கணத்தில் இருக்கிற முதல் உறுப்பை எடுத்துக்கலாம் பாருங்க, 1 இரண்டாவது கணத்தில் இருக்கிற நான்கு உறுப்புகளோடையும் நாம் வரிசை ஜோடியாக எழுதணும் பாருங்க, 1, 2 1, 3 1, 5 1, 7 ஐந்து அடுத்த ஸ்டெப்பு கணம் ஏல இரண்டாவது உருப்பு இரண்டு இந்த இரண்டையும் இந்த நான்கு உறுப்புகளோடு சேர்த்தி வரிசை ஜோடியா எழுதலாம் 2,2 2,3 2,5 2,7 கமா அடுத்து மூன்றாவது உருப்பு மூன்று 3,2 3,3 3,5 3,7 உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறக்காக தான் பட விளக்கத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா நீங்கள் டைரெக்டாக விட எழுதிடலாம் இந்த மாதிரி போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அடுத்தது b கிராஸ் a கணம் b, கணம் a கணம் கணம்பியில் இருக்கிற முதல் எண் இரண்டு சோ, 2,1, 2,2, 2,3 அடுத்து 3,1, 3,2, 3,3 5,1, 5,2, 5,3 அடுத்து 7,1, 7,2, 7,3 தேர்டு சம் பிக்ராஸ் ஏ சமம் வரிசை ஜோடியில் கொடுத்துருக்காங்க நாம் கணம் ஏ கணம் பி கண்டுபிடிக்கணும் முதல் இரண்டு கணக்குலையும் கணம் ஏ பி கொடுத்துட்டு நாம் குறுக்கு கண்டுபிடிச்சோம் இங்கே குறுக்கு பெருக்கள் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏயில என்னென்ன உறுப்புகள் இருக்குது பியில என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஆனால் கொடுத்துருக்கிறது பிக்ராஸ் ஏ நம்ம போன பதிவில் B cross A ஆனது A, B என்ற இரு கணங்களுக்கு இடையேயான அனைத்து வரிசை ஜோடிகளின் கணம் எனில் முதல் உறுப்பு B யின் உறுப்பு இரண்டாவது உறுப்பு ஏயின் உறுப்பு ஸோ வரிசை ஜோடிகளில் முதல் இருக்கிற எண்கள் கணம் பியில் எழுதணும் இரண்டாவது இருக்கிற உறுப்புகள் கணம் ஏ ல எழுதணும் பாருங்கள் பி சமம் முதல் உறுப்பு மைனஸ் அடுத்த ஜோடியில மைனஸ் ரெண்டு ஏற்கனவே எழுதிட்டோம் அதனால் அடுத்த உறுப்பு ஜீரோ அதுக்கு அடுத்த உறுப்பு மூன்று ரிப்பீட் ஆகும்போது ஒரு தடவை எழுதுனா போதும் அடுத்தது கணம் ஏ இரண்டாவது உறுப்பு மூன்று நாலு மறுபடியும் மூன்று நாலு தான் ரிப்பீட் ஆகுது ஸோ ஒன்ஸ் எழுதுனா போதும் கணம் ஏ சமம் மூன்று முக்கியமான இரண்டு மதிப்பெண் கணக்கு இது எடுத்துக்காட்டு ஒன்று ஒன்று ஒன்று இதே மாடலில் நீங்க செய்து பார்க்க மூன்று கணக்குகளுமே பரீட்சையில் கேட்கக்கூடிய முக்கியமான கணக்குகள் எடுத்துக்காட்டு ஒன்று ஒன்று ஒன்று பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கேள்விகள் தான் கணக்கை எப்போவுமே போட்டு பார்த்து தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் மனப்பாடம் பண்ணாதீங்க தெளிந்து கற்றல் தெளிவுற கற்றல் என்ற இரண்டு கோட்பாடுகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் நூறு மதிப்பெண் கண்டிப்பாக வாங்கலாம் அடுத்த பதிப்பில் பயிற்சிகள் மீதி கணக்குங்களை பார்க்கலாம் தேங்க் யூ